ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரே டிசைனில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சூஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் பார்டர்லஸ் சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குங்க, இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டார்க் ஷேடில் இருக்கக்கூடிய கலர் பளு அன் ப்ளவுஸ் ப்ளூங்க பாடி மெரூன் அண்டு ப்ளூ காம்பினேஷனில் இருக்குங்க எக்ஸாக்டாக இந்த கலர் நேம் எனக்கு தெரியல இது வந்து எப்படி இருக்குன்னா மெரூன் அண்டு பிளாக் பிளாக் காம்பினேஷனில் இருக்கக்கூடியது இதில் கோல்டு அண்டு சில்வர் ஜரி ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரி சரியை ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் இல்லைங்க ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமேங்க ஆஃபர் ப்ரைஸில் இப்போ வரக்கூடிய புட்டாஸில் சில்வர் அண்டு கோல்டு ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் பல்லூலையும் அதே மாதிரி இருந்தாங்க சில்வர் அண்டு கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்கோம் சேம் பேட்டர்ல இருக்கக்கூடிய லிமிடெட் சாரீஸ் நம்ம பார்க்குறோம் இது வந்து நேவி ப்ளூ பாடி நேவி ப்ளூங்க பலூன் பிளவுஸ் டபுள் ஷேட்ல இருக்குங்க dark pink கலருங்க ப்ளவுஸ் காட்டிடுறேன் இதில் எதுலேயுமே டசஸ் போடலைங்க டசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன் டே டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணி டைம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டசஸ் போட்டு அனுப்பிச்சி விடலாங்க ஸோ உள் சுற்றுல மட்டும் அந்த புட்டா வராதுங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி புட்டாஸ் வந்துடும் அதனால தான் நாங்கள் பின்னாடி பாடி ஃபுல்லாகவும் காட்டுறோம் இப்போ பார்க்கறது ஒரு சூப்பரான டபுள் ஷேடு இருக்கக்கூடிய கலர் பழுவன் பிளவுஸ் ராயல் ப்ளூங்க பாடி வந்து லாவெண்டரில் இருக்கும் டபுள் ஷேடில் இருக்கும் அகெயின் அவ் இப்பீட் த ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் உள்ள பாக்குறீங்க நெக்ஸ்ட் சாரி பாத்திரலாங்க இது green காம்பினேஷன் கூடிய சாரி பலுவன் பிளவுஸ் green கலருங்க பாடி நேவி ப்ளூ கலர் இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சில்க் சாரி coming with silk mark certified. அண்ட் இது எல்லாமே பார்டர்ல சாரிங்க எங்கள்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணால் தான் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் ஸாரீ பார்சல் வரும்போது நீங்கள் சாரியுடைய அமௌண்ட்டு மட்டுமே பே பண்ணால் போதுங்க எப்போவுமே கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா டெலிவரி டைம் வந்து அதிகமாகுங்க ஈவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே டெலிவரி டைம் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் அதிகமாகுங்க ப்ரீ பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது GREEN அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பாடி கிரீன் டார்க் கிரீனில் இருக்குங்க பலுவன் ப்ளவுஸ் GREEN இது வந்து BOTTLE கிரீன்ல இருக்குங்க BODY ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எங்கள் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் டெலிவர் பண்ணிடுச்சுக்கோங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குதுங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் எந்த கண்ட்ரிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் சாரீஸ் வாங்குறீங்க அதோடைய வெயிட் பொறுத்து ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க இப்போ நம்ம பார்க்குறது க்ரீன் அண்ட் நேவி ப்ளூ காம்பினேஷன் பலூன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ பாடி க்ரீன் கலருங்க ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுறது நேரில் வந்து பார்த்து வாங்கலாங்களா அப்படின்னு கேட்குறீங்க நேரில் வந்து பார்த்து வாங்கலாங்க பட் ஆனால் வர்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னால் நம்ம இங்கே காட்டுறதுக்கு அவைலபிளாக் இருக்கணும் அண்டு காட்டுறதுக்கு இட இருக்கணும் இல்லைங்களா ஆளுகளும் இருக்கணும் அண்ட் இட இருக்கணும் ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பலூன் ப்ளவுஸ் டபுள் ஷேடு பிங்கு கலருங்க பாடி கிரீன் கலர் லெமன் கிரீன் இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க மாந்தளி பச்சை அப்படின்னு கூட நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லா சாரியுமே இந்த பேட்டன்ல இருந்த மோர் தென் 5 சாரீஸ் வந்து நம்ம உங்களுக்கு காட்டியாச்சுங்க நான் இப்போ ஓவராலாக அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுறேன் நீங்கள் பார்க்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடித்த சேரீ புக் பண்ணலாம் எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அந்த சேரீ புக் பண்ணுவோங்க இது எல்லாமே சில்க் மார்க் டேக்கோடு தான் உங்களுக்கு வரும் Thank you, thank you for watching.